meci ta nasai go na o sun para ya ti no ti na ko ta e ne ira vi lu